Sí, sí. நம்முடைய மனைவி எங்கு போனார்கள் என்ன ஆனார்கள் நம்முடைய நம்முடைய தமையன் வந்து விட்டா என்று சத்தம் கொடுக்கின்றார் அதே நேரத்தில் ஹபீபும் இருக்க வேண்டிய இடத்துக்கு வருகின்றார்கள் வந்து அவன் இருக்க வேண்டிய ரூம்பே வந்து கதவை திறந்ததும் அங்க இருக்க வேண்டிய ரூம்புக்குள்ள இருந்து ஆமா வரக்கூடிய வண்டுகளும் எறும்புகளும் ஈகளும் இவ்வளவு தாமல் சொல்ல முடியாது அது மட்டும் அல்ல அதோட சேர்த்து மனமும் குணமும் வருது குணமும் வருது இதை இதை பார்த்தார் ஹபீப் ஆண்டு இது என்ன ஒரு பெரிய துருவாடையாக இருக்கிறது என்று உள்ள பார்க்கும் போது திரீகங்கள் எல்லாம் அவன் பார்ப்பதற்கே ரொம்ப அசிங்கமாக அறுவருக்கு இதை கண்டதும் தமையனை கண்டதும் சொல்லுகின்ற அண்ணனே என் கூட பிறந்தவனே என்ன இருந்தாலும் வராத மனைவியை தானே என்னுடைய என்ன ஆனார்கள் என்று நான் கேட்கின்றார்கள் சொல்லுகின்ற பற்றி பேசாதே ada aama என்ன நடந்தது என்று கேட்கின்றார் சொல்லுகின்றான் அதே நேரத்தில் நம்முடைய மார்க்கத்துக்கு மாற்றமான முறையில நடை தராமான பாதையில ஈடுபாடுகளாக ஆகிவிட்டார்கள் இது தெரிந்த இந்த நாட்டு மக்கள் உன்னுடைய மனைவி பள்ளிவாசலில் கொண்டு போய் நிறுத்தி அவர்களை படுகிக்கு ஆளாக்கி உன்னுடைய மனைவியை கல்லால் அடித்து கொண்டு போட்டவர் உடனே இதை கேட்டதும் அந்த ஏதோ சரி நடந்திருக்கிறது சரி நடந்திருக்கிறது இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று தன்னுடைய மனதிலே வைத்துக்கொண்டு சொல்லுகின்றார் அருமை தம்பியே என்னுடைய மனைவி விசுவத்துக்கு தான் அந்த கவி தங்க கம்பி என்று சொல்லும் போது அந்த காலி சொல்லுகின்ற அண்ணன் மனைவி இல்லாத இடத்துல நான் தனியாக இருந்து ஆக்கி போங்கி சாப்பிட்டு விறகு அடுப்புல வைத்து செய்வதற்காக வேண்டி போது அந்த விறகுல இருந்து ஒரு வண்டு ஒரு வண்டு வண்டு மேல வண்டு அப்படியே வந்து ஒட்டுச்சு ஆமா அவ்வளவுதான் அதுல இருந்து ஏற்பட்டது நோய் தான் அண்ணன் இந்த நிலையில என்னுடைய திரகத்துல இந்த மாதிரி உள்ள ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது அந்த சொல்லு இதை கேட்டவுடன் என்ன இருந்தாலும் கூட பிறந்த பாசத்தில் போல தன்னுடைய கூட பிறந்த தம்பி முறையில் நாம நல்ல முறையில் குணப்படுத்தணும் என்று சொல்லி இந்த நிலையிலே அபீப் அவர்கள் அதாவது வெளியே சென்று வீட்டுக்கு வரும்போது வீதியில விளம்பரப்படுத்திக் கொண்டு வரக்கூடியவர்கள் யாரும் சொல்லுகின்றார்கள் புதிதாக ஒரு டாக்டர் என்ன ஏற்பாடுகளை எல்லாம் தூக்கி வைத்து வேண்டுமான ஆனே வண்டியை ஓட்டிக் கொண்டு மிசர் நாட்டை விட்டு பயணப்பட்டு அவன் நாட்டு வழி வருகின்றார்கள் வருகின்றார்கள் அழகி போல அவர்கள் மிசர் நாட்டை விட்டு பயணப்பட்டு அதன் நாட்டு வழியாக அதிலையும் குறிப்பாக அரபியார் வீட்டு வழியாக வழியாக வருகிறார் வண்டியை ஓட்டிக்கிட்டு வருகிறார் அப்படி வரும்போது இந்த அரபியார் வீட்டு வேலைக்காரன் அரபியார் தலைமாட்டில் நின்று கொண்டு பலாயா பிடிக்க எப்படி என்று அரபியார் ரொம்ப கவலையோடு அழுது கொண்டிருக்கிறார் வண்டியும் வந்து இருக்கிற ஹபீபை கண்டவுடனே அரபியார் சலாம் சொல்லி அரபி நண்பரே நண்பரே வண்டியில என்ன சொல்லு ஆமா அதாவது வண்டியில வேற வியாபாரங்கள்லாம் ஒண்ணு இல்ல செய்யல காசுல்ல வைத்தியம் பார்க்கின்றாரா என்று சொல்லி நான் போறேன் கொண்டு நோயை குணப்படுத்த ஆமா உடனே அரபியாரு பார்த்தா உம் நல்ல நேரத்துல வந்தீங்க பாபா ஆமா அல்ல உங்களை உணர்ந்து விட்டுட்டான் விட்டுட்டான் அடக்கம் பாருங்க ஆலையும் பாருங்க ஒரே வயத்த வலி துடிக்கா ஆகையினால ஒரு உபகாரம் செய்யுங்க ஆமா இவனையும் அந்த வண்டிக்குள்ள போடுங்க நானும் வார உங்களுக்கு துணையாச்சு அரபியா ஹபீப் அவர்கள்தானே வண்டியை ஓட்டிக் கொண்டு எந்த நாட்டு வழியாக வருகின்றார்களையா சி துறந்த நாட்டு வழி வண்டி மாறுத நாட்டு வண்டி மாறுத ஒரு தர்ம வாங்கி பெரிய இருக்காம வண்டிக்குள்ள ஒரே மனமா இருக்க இருக்கான்னால என்ன யாவரும் கொஞ்சம் இருந்தால் அவனுக்கு வண்டியில இருக்காங்க வண்டிக்குள்ள நோயாளிகள் இருக்காங்க அவங்களை வந்து முஸ்லிம் ஜீவுக்கு ஆண்ட உங்களுக்கு ரகமதி செய்வான் வச்சிருக்கா ஆகியனால ஒரு உபகாரம் செய்ய அவனையும் தூக்கி இந்த வண்டிக்குள்ள பாடுங்க என்னையும் உங்களுடைய அந்த நாட்டு கொண்டு சேர்த்திருங்க அப்படி இல்லை ஒரு காலமும் மேல வண்டியை விட்டு நசுக்கிட்டு போங்க அதான் என்ன பிடிச்சி போட்டு அழைத்துக் கொண்டு கப்பல் டிக்கெட்டியும் எடுத்து நோயாளிகள் மூன்று பேரும் மற்ற மூன்று பேருக்கும் ஆக ஆறு பேருமா வந்து இறங்கினார்கள் யோவாரி செய்வரில் இயல் ஹபீப வர்ல மற்றவர்களுமாக கடற்கரையில வந்து நோயாளியில வச்சா நடக்கிட்டார் வயது வழி காரணம் அரபியார் தூக்கி தோல்லை வச்சார் பெரியம்மா பார்த்தாங்க உன்னை எப்படி தூக்கிட்டு போறா எப்படி அமைக்க வைக்கிறது என்று சொல்லும் போது அந்த கிளை மக அம்மாளுக்கு பின்னால தவளைகள் பாஞ்சு போனது போல பாஞ்சு போறான் போறா இந்த நிலையில ஆகும் மொத்தம் ஆறு பேருமாக ஆஸ்பத்திரி முன்பதா தானே வந்து நின்றதும் ஆஸ்பத்திரிக்கு முன்னால என்ன எழுதி போட்டு நோயாளிகள் யாராக இருந்தாலும் பொய் சொன்னா தான் வேலை செய்யும் பொய் சொன்னால் அவங்களுக்கு குணத்தை கொடுக்காது என்னுடைய மருந்து நல்ல குணத்தை கொடுக்கும் உண்மை சொன்னால் மருந்து பொய் சொன்னால் மருந்து இல்லை அதாவது மெய் சொன்னால் நோய் சுத்தம் பொய் சொன்னால் நோய் முத்தும் என்று எழுதி இருக்கிறது இதேபு வாசித்து காட்டினா வாசித்து காட்டிய உடனே கேட்கல என்ன அண்ணன் இன்னொருக்கா வாசிங்க நோய் குணமா போச்சு போட்ட பாட்ட உடனே நோய் குணமா போச்சு வா வீட்டுக்கு போவாங்க ஊருக்கு போயிருவான் என்று சொல்லும் போது அபிபு சொல்லுகின்றார் தம்பி வந்ததே வந்துட்டோம் ஆமா உனக்கு நோயப் புறம் ஆமா நோய் முழு குணமாக தந்தா ஊருக்கு போகணும் என்று சொல்லி உடனே ஹபீபாக கூடியவர்கள் சொல்லுகின்றார்கள் எந்த முறையில டாக்டராக இருக்கக்கூடிய விஸ்வத்தம்மா அவர்களுக்கு அதாவது நோயாளிகள் வந்திருப்பதாக அவங்களுக்கு சொன்னதும் அவர்கள் விரைந்து வெளியிலே வந்து பார்க்க கூடிய நேரத்தில் மூணு பேர் நிற்கின்றார்கள் தன்னுடைய கணவரை கண்டதும் பின்பதாக என்னை விட்டு பிரிந்து சென்ற என்னுடைய புகழ்ந்து வந்தவர்களை வரவேற்ற மூன்று பேர்களையும் உள்ளேதான் அழைத்து மூன்று நோயாளிகளையும் ஒன்னாவது இரண்டாவது வார்டு அதாவது ஒன்னாவது வார்டுல இரண்டாவது வயிற்றுவலிக்காரன் மூணாவது அலுவடி கண்டம் அடைய ஆக மூணு பேரும் இந்த முறையில வந்தவர்களை வரவேற்று டாக்டர் முகத்தை பார்த்ததும் ஹபீபாக கூடிய கண்ணில் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது பார்த்து பார்த்து அழகு அதே நேரத்துல டாக்டர் கேட்கின்றார் வந்திருக்க கூடிய பெரியோர்களே பெரியவர்களே என்னை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு அழுகின்றீர்களே என்ன காரணம் என்று கேட்கும் போது சொல்லுகின்றார் முகத்தை பார்க்க வேண்டாம் அதுபோல நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் டாக்டர் நீங்கள் ஆணாக இருக்க இருக்கின்ற என்று நான் நிச்சயமா சொல்லுவேன் என்று ஆண்டவனே நம்ம பெரிய ஒரு பாசத்தை வைத்திருக்கிறார் என்று அந்த அம்மாவுடைய மனதை தேற்றிக் கொண்டு அவர்களுக்கு பதில் சொல்லுகின்றார்கள் என்ன காரணம் இவர் யாருக்கு ஏன் வந்தது அதை சொல்லுங்க அந்த காரியத்தை முதலிலே முடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது சொல்லுகின்ற இவன் என் கூட பிறந்த தம்பி தம்பி அவனுக்கு ஏன் கேட்கின்றார்களாப்பா உனக்கு பிடித்திருக்கு அந்த நோயை பார்க்கும் போது ஒரு பெண்ணால் ஒரு பெரிய சாபத்தால் ஏற்பட்ட நோயை போல தெரிகின்றது என்ன காரணம் உண்மையை நீ விடுவாய் உன் विनय திருடிடுவாய் உண்மை ஏது நீடுவாய் உரிமையே நீடுவாய் என்னுடைய அண்ணன் ஒரு காலம் என்னை உயிரோடு வைக்க மாட்டார் ஆகையினால் உண்மையை சொல்ல நான் பயப்படுகிறேன் என்று சொன்னதும் அதே நேரத்தில் சொல்லுகின்றார் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் என்னுடைய சொந்த இடம் என்று சொன்ன சொன்னு யார் எதையும் செய்ய முடியாது என்றதும் உடனே பார்க்கின்ற இந்த நோயோடு கடந்த அணு அணுவாக நம்முடைய போய்க்கு கொள்வதை விட நம் உண்மையை சொல்லிவிடுவோம் என்று உடனே அவன் நடந்த விவரத்தை இதை கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கின்ற ஹபீபாக கூட ஆத்திரமடைகின்றார் துரோகி இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை செய்து விட்டாயே டாக்டரை இவனுக்கு மருந்து கொடுக்காதீர்கள் ஏற்பட்டிருக்க இந்த நோயை கொண்டு நாட்டு மக்கள் ஏதோ உங்களுடைய மனைவிக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் சபோசியுங்க என்று சொல்லி உடனே விஸ்வத்து நாயகி தான் இருக்க வேண்டிய இடத்திற்கு சென்று தொழுது தானும் தன்னுடைய குற்றம் செய்தவன் குற்றத்தை ஒப்புக்கொண்ட மனம் பொறுத்து நோயை குணப்படுத்துவாயாக என்று துவாட்சி தண்ணி கொடுத்தார்கள் தெளித்தார்கள் அவனுடைய நோய் குணமடைந்தது சலாமத்து பெற்றது இதை பார்த்த அத்தனை பேர்களும் பிரமித்தவர்களாக இருக்கக்கூடிய நேரத்துல அடுத்தபடிய இரண்டாவது நோயாளி ஆகிய அந்த வயது வலிக்காரனுடைய பக்கத்தில் வந்து யார் என்று பெரியார் சொல்லுகின்றார்கள் பிடித்தது என்று கேட்கும் போது தெரியாதே என்று சொல்லும் கேட்கின்றார்கள் அந்த சண்டாள பாவியம் சொல்லுகின்றான் டாக்டர் அவர்களே உண்மையை சொல்வதென்று சொன்னால் என்னுடைய எஜம்மா உயிரோடு வைக்க மாட்டார்கள் நான் பயப்படுகின்றேன் என்று சொல்லும் சொல்லுகின்ற பயப்படாத மையை சொல் என்று சொல்ல அதே நேரத்தில் அந்த வயத்து வலிக்கான சொல்லுகின்றான் டாக்டர் அவர்களே எங்களுடைய ஒரு வீட்டுல ஒரு பெண்ணு வந்திருந்தது அந்த பெண் மீது நான் அடைய வேண்டும் என்று விரும்பினேன் அதற்காக வேண்டி அவர்களை வீட்டு விட்டு வெளியாக்க வேண்டும் என்று எங்களுடைய ஆண் குழந்தையை கழுத்தறுத்து அந்த பெண் மீது பழி சுமத்தி வீட்டை விட்டு விரட்டினேன் என்னைக்கு அந்த அம்மாள் வீட்டை விட்டு வெளியே சென்றார்களோ அன்னைக்கு பிடித்தது இந்த நோய் என்று சொல்லும் பொழுது இதை கேட்ட அரபியாரும் மாத்திரமடைந்தார் அடங்காத அவனுக்கும் தண்ணியை ஓதி கொடுத்தார்கள் தெளித்தார்கள் அவன் நோய் குணமடைந்து சலாமத்து பெற்றார் மூன்றாவதாக இன்னும் அதாவது கிளவி அம்மாவுடைய மகன் கழுவடி கண்ட முழுமடைய அவனை பார்த்து கேட்கின்றார்கள் அம்மா இவன் யார் என்று சொல்லுகின்றார்கள் என்னுடைய மகன் என்று இவனுக்கு ஏன் இந்த நோய் பிடித்தது என்று கேட்கும் போது சொல்லுகின்றார் யாருக்கு பயப்பட போகின்றான் உண்மையை சொல்லுகின்றார் நடந்த விவரத்தை சொல்லி முடித்ததும் அதே நேரத்தில் டாக்டர் ஆகிவித் அவர்களும் அது அவனுக்கு தண்ணிய ஓதி கொடுத்தார்கள் தெளித்தார்கள் அவனுடைய நோயும் துலாமத்து பெற்ற அதே நேரத்தில் மூன்று பேர்களையும் யாரும் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு எல்லாரும் என்ன காரணம் என்று கேட்க சொல்லுகின்ற அழுது கொண்டிருக்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலை உங்களுடைய tonni laan neere me ibbom ba என்று இன ஒரு முறை சொல்லுங்கள் அந்த ஒரு வார்த்தைக்கு என்னுடைய சொத்து சுகம் செலவு செய்கிறேன் என்று சொல்லும் போது ஆத்திரம் அடைய வேண்டாம் இப்ப வருவார்கள் என்று சொல்லிவிட்டு கமௌண்டராக இருக்க வேண்டிய பெண்ணை அழைத்துக் கொண்டு தன்னுடைய சென்று சொன்னாங்க யாருக்காக வேண்டி நாம் இது காலம் காத்திருந்தோமோ அவர்கள் வந்துவிட்டார்கள் ஆகையால நான் பெண்ணாக முன்பு இருந்த நிலையிலே நான் என்னை மாற்றிக் என்று சொல்ல அது போலவே பெண்ணுடைய உடையத்தானே எடுத்து உடித்து ஆண்டவர் நடத்தி செய்தார்கள் முன்பிருந்து அழகை விட மும்மடங்காவுடன் அழகையும் ஒழுவையும் தெளிவையும் பெற்றார்கள் நாயகி அந்த பெண்ணுடைய பெண்ணாக இருக்க அந்த கமோண்டராக இருந்த அந்த அவர்கள் அழைத்துக் நிறுத்திலே விழுந்து பணிந்து சொல்லுகின்ற நிரூபிக்க வேண்டும் என்று மூன்று குற்றங்களையும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது இதை சந்தோஷம் அதே நேரத்தில் அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசு நாட்டு மக்களிடையே விடைபெற்றுக் கொண்ட ஹபீபு புதிதாக கல்யாணம் முடிக்கப்பட்ட பெண் விசுவி மிசர் நாட்டுக்கு பெறப்பட்டார்கள் இன்னும் அதாவது அரோபியாரும் அரபியாருடைய வீட்டு வேலைக்காரனும் அவர்களுடைய சென்றார்கள் சிறப்போடு செல்வத்தோடு ஹபீபும் விசுவத்து நாயகியும் புதிதாக மனம் அந்த மனப்பெண்ணும் மிசர்மா நாட்டில் இருந்த சிறப்போடு மங்களமாய் வாழ்ந்துள்ள மங்களது தங்க வா செல்வமாக வாழ்ந்து ஆண்டவனுடைய பேரர்களைக் கொண்டு அவர்கள் பத்தினித்தன்மையினுடைய பத்தினித்தன்மையினுடைய ஒரு சிறப்பை